வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினிட் சார்ட் ஜான் டுவெண்ட்டி த்ரீ மண்டே மார்க்கெட் நைன் ஃபிஃப்டினேஎம் மார்க்கெட் ஓப்பனான ஒன் மினிட்ல நைன் சிக்ஸ்டினுக்கு நமக்கு buy call ஜென்ரேட் ஆகுது மார்க்கெட் நல்ல ஒரு upper சைடில் ப்ரேக் அவுட் கொடுக்குது இந்த chartல opposite calls ஜென்ரேட் ஆகும் ப்ரியஸாக அதாவது market மார்க்கெட்டப்போ closingல ஒரு selling trendல முடிஞ்சது இன்னைக்கு opening பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே பிரேக்கவுட் ஆகிட்டு பைக் கால்லாம் ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வரும் கால் வரையில் சிக்னல் மாதிரி வரும் ஸோ பை ட்ரெண்டுன்றனால க்ரீன் சிக்னல் மாதிரி நமக்கு வந்திருக்கு இதில் என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் ஸ்டாப்லாஸ் கிடச்சிருக்கு நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் டார்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ்ட்டு ஒன் ரேஷியோல ஃபர்ஸ்ட் டார்ட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துடுவோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் process ஆட்டோமேட்டிக்காக கேனினுடைய மூவ்மெண்ட்டை அதை அனலைஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துரும் இதை பார்த்துட்டு இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆடர்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஃப்யூச்சர் ட்ரேடாக இருந்திங்கன்னா இப்போ இதில் என்ட்ரி பாயிண்ட் ஃபார்ட்டி 845 ஃபார்ட்டி ஃபைனு வந்துருக்கு அதில் நீங்கள் ஆர்டர் போடுவீங்க அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் ஆந்திங்கன்னா உங்களால் எந்த கால் ஆப்ஷனை ப்ரீமியம் பே பண்ணி வாங்க முடியுதோ நீங்கள் அதை வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அடுத்த மணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோவான மார்க்கெட்லேயும் ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ் பண்ணலை நமக்கு ஒரு 40 பாயிண்ட் கிட்டக்க எதிர்பார்க்க முடியும் ஃபஸ்ட் ஆர்ட்டுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சாட்டில் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமெட்டிக்காக அதுவே சிக்னல் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு ஒரு பைக் கால் ஃபார்ட்டி டூ வந்திருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் நன் ஃபிஃப்ட்டி டூ இது எப்படி break out பண்ணதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகாதான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் 35 ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நமக்கு பைக் கால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பிரேக் அவுட் பண்ணுது டைம் வந்து நைன் ஃபிஃப்டி இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கீழே தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் 930 தேர்ட்டிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் நல்ல ஒரு பொலிஷன் கூட சொல்லலாம் அங்கேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பித்தது நமக்கு இப்போ ஃபார்ட்டி வரைக்கும் break out பண்ணியிருக்கு நிஃப்டியில் ஒன் மினிட் சாட் ஸோ நிஃப்டிலையும் நைன் சிக்ஸ்டினுக்கு பைக்கால் ஜெனரேட் ஆச்சு எயிட்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக கிடச்சிச்சு அது ஒன் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் அதாவது ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் கிட்டக்க பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் கால் வந்து டார்கெட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸ் கமாடிட்டி எல்லாத்துலையுமே நீங்கள் இந்த சிக்னலை வச்சு பார்த்துக்கலாம் அதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு உங்களுடைய என்ட்ராடேவை நீங்கள் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ